இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து திருக்கொல்லிக்காடு இந்த கோயில் ஒரு விசேஷம் என்னென்னா பொங்கு சனி அதாவது எப்போவுமே வந்து சனி வந்து மூணு தடவை பிடிக்கும்பாங்க மங்கு சனி பொங்கு சனி மனசு மூணு சனியில் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அந்த மூணு சனி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதிகம் இருக்குது இதில் மங்கு சனிக்கு ஃபேமஸ் இந்த கோயில் திருவாரூர் பக்கத்தில் இருந்து திருக்கொல்லிக்காடு அந்த ஸ்தலம் பொங்கு சனி திருத்தலம்னு சொல்லுவாங்க திருவாரூரில் இந்த கோயில் இருக்குது ரொம்ப அமைதியாக இருக்குது நல்லாயிருக்கு மக்கள் இன்னைக்கு வந்து சனிக்கிழமைங்க நிறைய பேர் வந்து சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க இந்த குளம் இந்த குளத்தில் வந்துட்டு குளிச்சுட்டு மீன்களுக்கு அவெல்லாம் போட்டுட்டு அதேமாதிரி அவங்களுடைய அந்த சனி பகவான் சமயத்தில் பட்ட கஷ்டங்களுக்குலாம் ஒரு ஆடை அவங்க அணிஞ்சிருந்த ஆடையை வந்து இந்த குளத்தை விட்டுட்டு போகிறதா ஒரு ஐதீகம் இதுதான் அந்த கோயில் ரொம்ப அமைதியாக இருக்குது பொதுமக்கள் நிறைய பேர் வராங்க பார்த்திங்கன்னா அந்த காக்கா உட்காந்துருக்கிற மாதிரி சனி பகவான் மாதிரி அந்த நிறைய பேர் இந்த ஆடைகள்லாம் குளிச்சுட்டு விட்டுட்டு போவாங்க ரொம்ப விசேஷமான கோயில் வழக்கமாக பன்னெண்டு மணிக்கு நல்லா சாத்திடுவாங்க இந்த கோயில் அவ்வளோ விசேஷமாக இருக்குது மக்கள் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அமைதியான ஒரு கோயில் ரொம்ப சுத்தமாக இருக்குது அதாவது மக்கள் வந்துட்டு போகிற அளவுக்கு இது பாதை வசதி சரியில்லை இது வந்து மக்கள் நிறையா வந்துட்டு போகிறனால அரசு வந்து இந்த பக்கம் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் பாதை வசதி தண்ணி வசதியெல்லாம் உருவாக்கி கொடுத்தா நல்லாயிருக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த திருத்தலத்துக்கு வரலாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்க நல்லாயிருக்கு ரொம்ப கிராமத்து சூழல் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கா வந்து குட்டி குட்டி வீடுகள் ரொம்ப ஈஸியாக பார்க்குறக்கு ரொம்ப அழகாக ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இதுதான் அந்த கோயில் திருத்தலம் இருக்கக்கூடிய திருக்கொல்லிக்காடு ஏரியா வாய்ப்பு இருக்கிறதுக்கு வாங்க இது ஒரு நல்ல விசேஷமான ஒரு கோயில் அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க நல்லாயிருக்கு